பிடிச்சா வேலையில மண் தொடங்கி இருக்கணும் I need consumables. Awesome. அவளை பிடிச்சானால்டா மேரேல ਮੰங்கறங்கிருக்கானால சாகாரி பிடிச்சோ ஓடறான் டோர் மண்டை எடு மேலோ மேரே ஒரு மேலோ அவளேட்டான் என்னோட போட்டு என்ன தூக்குடாடிக்காண்டா போடுற போடுறா போடுறா பாஞ்ச <laughs> வாடாங்க <laughs> <laughs> <laughs> <laughs> <laughs> <Thank you. laughs> calling a teammate thanks help sit de vaada vaada vaadala vaada vaada panj urund vaada gelinda dikena kavano odi va odi va va va aa vaada inga vaada avana uttu pod vaada avan parvaada da inga vaada na paakan da vaada இல்லாட்டே போற தூட்டு போட்டு